பேசுகிறேன் நான் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர்லேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வாங்குற சம்பளம் போதுமானதாக இல்லை நமக்கு ரெண்டு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டுருக்கேன் லுக்கிங் ஃபார் செகண்ட்ரி இன்கம் லுக்கிங் ஃபார் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் பிஸ்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அசோசியா டாட் காம் பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிஸ்னஸ் இது எங்கே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை குழம்பேட்டில் ஹெட் வச்சு ஒரு நாற்பத்தஞ்சி பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் மெம்பர்ஷிப் இருக்காங்க ஒம்பது பேர் வந்துட்டு கோடி சோழர் ஒரு முப்பது பேருக்கு மேலே கார் அச்சு இருக்காங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாலு டவுன் டேரக்டர்ஸ் இருக்காங்க நூற்றம்போது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு மேலே அன்கவுண்டபுள் எக்ஸிக்யூட்டிவ்டிவ் டேரக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா என் சொல்ல முடியாத எண்ணிக்கையில் ஏன்னா இப்போ கூட இந்த வாரம் கூட ரெண்டு பேரோ மூணு பேரோ டைமெண்ட் டேரக்டரோ ஆகணும் அதனால் டைமண்ட் டே ஃபஸ்ட்டு டைமண்ட் டேரக்டரு டபுள் டைமண்ட் டேரக்டர் ட்ரிபிள் டைமண்ட் டேரக்டர் இந்தமாரி அச்சீவ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை மாறிடும் ஜாயின் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் ஏன் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஜாயின் பண்ணிங்கனாக்க நிறைய லேர்ன் பண்ண முடியும் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாக்க ஈஸியாக நீங்கள் அமௌ பணம் சம்பாதிக்கவும் முடியும் Business Tools நம்ம Business பிஸ்னஸுக்கு என்னென்ன Tools தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்க Mobile, Facebook, Instagram, Twitter, phone அடுத்து பார்த்திங்கனாக்கா யூடியூப்பு இந்த மாதிரி டூல்ஸை நம்ம ஆன்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் சரிங்களா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா வார சந்தைகள் எனக்கு தெரிஞ்சுருந்துச்சு வார வாரம் சந்தை போடுவாங்க அப்போ போயிட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி மளிகை ஜாமான் இந்த மாரி வாங்கிட்டு வருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை கடைகள் பெரிய பெரிய ஊர்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மாலாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அடுத்தது ப ஜென்ரேஷனில் உங்களுக்கு ஆன்லைன் வத்துறதுக்கு வந்துட்டாங்க சரிங்களா இப்போ ஆன்லைன் வந்தால் பிஸ்னஸ் தான் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ட்ரெண்டாக இது எப்படி சார் சொல்கிறீங்க ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூலும் சர்வெ எடுத்து போட்டிருக்காங்க அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த ஆன்லைன் ட்ரெண்டு பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போங்களா அமேசான் வால்மார்டு ஃப்ளிப்கார்ட்டு லொமேட்டோ யோயோ ஊப்பர் கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி நிறையா ஆப்பு இருக்குது அதுக்கு இடையில் எங்களுடைய கம்பெனி அசஸ் இந்தியாவும் இருந்து வளர்ந்து வந்துகிட்டு நிறைய பேரை கோடிசோராக உருவாக்கிட்டு இருக்குது சரிங்களா அடுத்தது பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் இந்த பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னாக்க இகாமர்ஸ் எக்ஸ்பர்ட் இ காமர்ஸ் எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க ஆன்லைன் வார்த்தாக இந்தியாவில் மட்டும் எவ்வளவு டேனோர் ஆயிருக்கு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நம்ம இந்தியாவில் ஃபோர் லான்ச் பண்ணாங்களே அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஆன்லைன் ப பிஸ்னஸ் மட்டும் பத்து லட்சம் கோடி டேன் ஓவர் ஆகிருக்குது இந்தியாவில் மட்டும் பத்து லட்சம் கோடி டேன் ஓவர் ஆகியிருக்குது அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னாக்க இருபது லட்சம் கோடி டேன் ஓவர் ஆகிருக்குது அப்படியே டூப்ளிகேட் ஆகிருக்குதுங்க நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல இவ்வளோ வர்த்தகம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆன்லைனில் நடந்திருக்கா இதை நம்ப முடியுதுங்களா கண்டிப்பா நம்ப முடியல ஆனா சபையை பார்த்தேனா எங்களுக்கே நம்ப முடியல உங்களாலுமா கண்டிப்பா இது ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னாக்க அவங்களோட எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு லட்சம் கோடி தாண்டிருங்கிறாங்க இப்ப இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம வெளியில போய் எந்த பொருளும் வாங்க முடியாததுல நிறைய பேரை வந்து ஆன்லைன்ல வர்த்தகம் பண்றது ஆன்லைன்ல வாங்கிறதுனால இந்த முப்பத்தஞ்சு லட்சங்கிறது எழுபத்தஞ்சு லட்சம் கோடியாக வந்தாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இது தாங்க எங்கள் கம்பெனியோட வெப்சைட்டை இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் என்னென்ன வேணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துடலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியோட லீகிளாக ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் கம்எம்எல்ஏ லீகலாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது அதுக்கான சர்டிவிகேட் தான் இது சரிங்களா அதுக்கான சர்டிவிகேட் தான் இது லெஃப்டில் இருக்கிறது இன்கார்ப்ரேஷன் சர்டிஃபிகேட் இதில் பேன் நம்பர் பேன் நம்பர் எல்லாமே இருக்குது ரைட் சைடில் இருக்கிறது ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் சரிங்களா எஸ் ஒரு நைன் தௌசண்ட் ஒன் சர்டிஃபிகேட்டும் இங்கே கம்பெனியில் எடுத்து வாங்கியிருக்காங்க இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் பண்ணி லீகலாக ரன் ஆகுது இங்கே இத்தகைய இருக்கிற பொருள் எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை எப்படி பார்க்கல எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளேஸ்டோரில் போனீங்கன்னாவே ஈஸியாக எங்கள் அசிஸ்டான டைப் பண்ணிங்கன்னா எங்களோடய ஆப்பை வந்துடும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இருக்கும் இதில் வந்து மென் ஃபேஷன் உமன் ஃபேஷன் அடுத்து கிச்சன் வேர் ப்ரொஃபஷ்னல் ஐட்டம்ஸ் பர்சனல் ஐட்டம்ஸு டாய்ஸு கிச்சன் வேரு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எங்கள் யாப்பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பொருள் பொருட்கள் இருக்குது இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க Why I கேன் choose த அசஸ் இந்தியா டாட் காம் நான் ஏன் அசஸ் இந்தியாவை தோன்று தேர்ந்தெடுத்தேன்னாக்கா நோ லாஸ் நோ சேல்ஸ் நோ டார்கெட் இந்த கம்பெனியோடைய தாரக மந்திரங்கள் எதிரான எந்த ஒரு பொருளையும் நீங்கள் சேல்ஸ் பண்ண வேண்டியதில்லை டார்கெட்டும் இல்லை எந் நமக்கு அவங்க எந்த ஒரு லாஸும் இல்லை அப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னால் உங்க பேச்ச கேட்கூடிய இரண்டு நபர்களுக்கு நீங்க அட்வர்டைஸ் பண்ண போறீங்க சரிங்களா இந்த ஒர்க்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு மினிமம் நீங்கள் டிவி பார்க்குற நேரம் இல்லை தேவையில்லாத அகட்டடிக்கிற நேரம் இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை வேறு ஏதாவது வழியில் பொழுதுபோக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிஸ்னஸ்ஸை கூட ஈஸியாக பண்ணலாம் அடுத்தது இது வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ஸாக இப்போ ட்ரெண்டிங் பிஸ்னஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்குது சரிங்களா அடுத்தது சப்போர்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இப்போ நீங்கள் போயிட்டு ரெண்டு பேர்கிட்ட ரெஃபர் பண்ண போகும்போது நீங்கள் தனியாப்பாளம் போகிறதுல எங்களோடய டீம் உங்களோட வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப்பு சரி இதெல்லாம் சரி நான் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணும் இப்போ மெம்பர்ஷப் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மெம்பர்ஷிப் ப்ரிவிலியன் மெம்பர்ஷிப் பிஸ்னஸ் அசோசியேட் பிஸ்னஸ் அசோசியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை தயாரிச்சிங்கன்னா அந்த பொருளையும் எங்கள் ஆப்பில் டைப் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் Business அசோசியேட்டன் ஓப்பன் மெம்பர்ஷிப்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆப்பெல்லாம் எப்படி ஓப்பன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஆர்டர் பண்ணீங்களோ அதுமாரி ஆர்டர் போடலாம் அதுக்கு பேர் தான் ஓப்பன் மெம்பர்ஷிப் ப்ரிவிலியம் மெம்பர்ஷிப்பு பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இதில் ஒரு பதிமூணு வகையான கிட்டே இருக்குது ஏதாவது கிட்ட நீங்கள் ஒன் டைம் பர்ச்சஸ் பண்ணுறது மூலயமா ர் என்ன டி டிஃபரண்ட் அதுல பிரைம் மெம்பரா இருக்கிறவங்களுக்கும் இதுல பிரைம் மெம்பரா இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்ப்போம் அமேசான்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நீங்கள் பிரைம் மெம்பராக கட்டணும் அது வருஷத்துக்கு அதுவே வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரெனுவல் பண்ணணும் ரெனுவல் பண்ணலன்னா உங்கள் மெம்பர்ஷிப்பு கட் ஆகிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ மூணு டைம் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகிடும் அமேசான் ப்ரை பிரைம் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்க எத்தனை வருஷம் நீங்க அதுல பிரைம் மெம்பராக இருந்தாலும் நீங்க ஒரு கஸ்டமரா மட்டும்தான் இருக்க முடியும் சரிங்களா நீங்க எத்தனை வருஷம் அமேசான்ல பிரைம் மெம்பரா இருந்தாலும் அதுல நீங்க ஒரு கஸ்டமரா மட்டும்தான் இருக்க முடியும் அசசண்டியில பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து பதிமூணு வகையான கெட்டுல ஏதாவது கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப் கிடைக்குது அஞ்சு பர்சன்ட்லேருந்து அறுநூறு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் கஸ்டமர் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டீம் சர்வீஸ் சரிங்களா இவ்வளவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக அசோசியன் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமா கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்க இன்கம் பிளான நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் கொண்டு வந்தீங்கனாக்க அந்த வாரம் ஒரு பேர் மீட்ச்சிக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல்யூக்கு அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கு ரெண்டாவது வாரத்தில் ரெண்டு ரெண்டு பேரமீச்சிக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் மூணாவது வாரத்தில் நாலு நாலு பேரமீச்சிக்கு நாலாயிரம் ரூபா கிடைக்கும் அஞ்சாவது நாலாவது வாரத்தில் எட்டு எட்டு கிடைக்கும் அஞ்சாவது வாரத்தில் பதினாறு பதினாறு பேரமீச்சிக்கு பதினாறு ரூபாயூவா கிடைக்கும் ஆகாதது வாரத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு முப்பத்தி ரூபாய் கிடைக்கும் அது ஏடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு ஐடி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்கன்னா அந்த வாரத்திலே உங்களுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் இன்கமும் கிடைக்கும் டைமண்ட் டைரக்டரும் நீங்க அது பண்ணிடலாம் அதுவும் இல்லாம உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்கிற ஒரு போஸ்ட்டும் கம்மியாக கொடுத்துருவாங்க ஏழாவது வாரம் பார்த்தீங்கன்னாக்க அறுபத்தி நாலு உங்களுக்கு அறுபதாயிரரூபா கிடைக்கும் அறுபத்தி நாலுக்கு அறுபத்தி நாலு பேர் வச்சும்போது அறுபத்தி கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு அறுபதாயிரரூவா தான் கொடுப்பாங்க ஏன்னாக்கா கம்பெனியோடைய சீலிங் வச்சுருக்காங்க ஒரு ஐடிக்கு இவ்வளவு தான் இன்கம் அதிகபட்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சீலிங் வச்சுருக்காங்க இந்த சீலிங் எதுக்காகனா எல்லோரும் இன்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் சரிங்களா எட்டாவது வாரம் நீங்கள் அதே டூப்ளாகும் போது நூற்றி இருபத்தெட்டு நூற்றி அப்பயும் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் தான் வாங்குவீங்க நீங்க அந்த அறுபதாயிரம் ரூபா இந்த வாங்கும் போது பிரசிடன்ட் டைமண்ட் டைரக்டருங்கிற ஒரு அவார்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதே உங்களுக்கு கண்டினியூவா ஆணுச்சுனாக்க இருக்குங்கிறத பாருங்க சிங்கிள் ஐடி போட்டவங்களுக்கு ஒரே ஐடியில் உள்ளுக்கு வர்றவங்களுக்கு வாரத்துக்கு அறுபதாயிரம் ரூபா இருக்கும் இது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா கிடைக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்து எண்பதாயிரரூவா கிடைக்கும் மூணு ஐடி போட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஹையஸ்டாக வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் மாதத்துக்குன்னு லட்சத்து இருபதாயிரரூவா கிடைக்கும் வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் கிடைக்கும் அது அதெல்லாம் இல்லாமல் ஏழு எடுப்போம் ஒருத்தர் வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி ஹையஸ்ட்டு இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் மந்த்லின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு லட்சத்து கிடைக்கும் இயர்லிங்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடியே ஒரு லட்சத்து கிடைக்கும் தலை சுற்றுங்களா இதெல்லாம் ச சாத்தியங்க பேர் கோடி சொல்கிறாயிருக்காங்க எனக்கு மேலே நீங்கள் பாருங்க சரிங்களா ஏழு பேர் ஏழு ஐடி போட்டு ஒருத்தர் மெம்பர் ஆனாங்க மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா வாங்கணும் சரிங்களா இது கவர்மெண்ட் ஜாப்ல வாங்க முடியுமா முடியாது இது இம்பாசிபிள் தான் பிரைவேட் ஜாப்ல வாங்க முடியுமா இம்பாசிபிள் பிஸ்னஸ்ல பாசிபிளுங்க ஆனால் நீங்க பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா மாசத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்க அஞ்சு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் சரிங்களா அப்போ அது இல்லையா ரிஸ்கும் அதிகம் பிரிவிலி மெம்பர்ஷிப்பு ஸ்டார்டர் கிட்ட எங்களோட மெ மெம்பர்ஷிப்பு ஸ்டார்ட்அப் பார்த்தீங்கன்னா மினிமம் மூவாயிரத்து ஐநூறுலேருந்து மேக்சிமம் ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஸ்டார்ட் அப் பேக் இருக்கு வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம் டூர் பேக்குன்னு சொல்லுவாங்க சார் பிரிவில் டூர் பேக்கேஜ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல்யூ உள்ளது இது ஆறாயிரத்தி சரிங்களா நீங்கள் கரெக்டாக அமௌண்ட் ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பினும் கொடுத்துருவாங்க அதை இல்லாமல் ஊட்டியில் எங்கள் பேலன்ஸில் ரெண்டு நாள் ஒரு ஃபேமிலின்னு தங்கிக்கலாம் ரெண்டு பேரண்ட்ஸ் சைல்ட்ஸ் நீங்கள் ரெண்டு நாள் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் ரூம் போட்டு தங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுங்கிறேன் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க ஆனால் நீங்கள் கட்டுற ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் கூப்பண்ணு கொடுத்துறாங்க அதில்லாமல் ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஊட்டியில் தங்கிக்கலாம் சரிங்களா அதை இல்லை ஆறாயிரத்தி அறநூறுவா கட்டி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறார் அப்படின்னாக்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கார்மெண்ட்ஸ் கழிச்சோம் ஒரு ஃபுட் ரெண்டு ஃபுட் பேட்சு கிடச்சதோ ரெண்டாயிரத்தி நானூறுரூவா டிஸ்கவுண்ட் கூப்பினா ஆறாயிரத்தி அறநூறுரூவா மொத்த பெனிஃபிட் பார்த்தீங்கனாக்க பதினோறாயிரம் ரூபா இந்த கார்மெண்ட் ஸ்டார்டர் பேக்கில் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நாலாயிரத்தி அறநூறுரூவா கட்டி ஒருத்தர் மெம்பர் ஆனார்னா கார்மெண்ட்ஸ் ரெண்டாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃபுட் ஹச்ஜ் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் நாலாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு டோட்டல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கனாக்கா ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நெக்ஸ்ட்டு ரிவலீஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினீங்கனாக்கா ஹண்ட்ரட் பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அறுபது சிக்ஸ்டி பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் உமன் கேர் ஸ்டார்ட் அப் பேக்கி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி எழுநூறுவா கட்டி ஜாயின் பண்ணுற ஒருத்தருக்கு அறுபது பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் அதை இல்லாமல் ஃபேமிஸ் சானிடரி நாப்கின் சானிட்டரி நாப்கின்ட்டு எட்டு பாக்கெட் கொடுப்பாங்க சரிங்களா ஒரு பாக்கெட்டோட விலை வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா ரெ டோட்டல் அமௌண்ட்டு ஃபுட் பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க ஆயிரத்தி சரிங்களா இது இல்லாமல் வேலன்ஸ் இருக்கிற எழுநூறுபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருவாங்க அவங்க மொத்த டோட்டல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா இதே நீங்கள் ஏழாயிரத்தி இரநூறுவாயில் ஒருத்தர் கேன் பண்ணாக்க உங்களுக்கு நாப்கின் பாக்கெட்டில் பன்னெண்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறுவா ஃபுட்பேட்ச் ஒன்று கொடுத்துருவாங்க ஆயிரத்தி இரநூறுவா டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து ஐயாயிரத்து டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்குங்க ஒரு பேக்கில் பத்து பீஸ் இருக்கும் இந்த நாப்கின் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பக்கத்துலே சூப்பரான கிட்ட இது தாங்க கிராசரி கிட்ட ஹோம் நீடு கிராசரி கிட்டன்னு சொல்லுவாங்க ஆறாயிரத்தி இரநூறுவா ஆறாயிரத்தி இரநூறுவா கட்டி ஜாயின் பண்ணுற டிஸ்கவுண்ட் கூப்பன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறுவா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனாக கொடுத்துறாங்க அறுபது பாயிண்ட் வேல்யூ கொடுத்துறாங்க மூவாயிரத்தி எழுநூறுவா ஒருத்த மளிகை பொருள் கொடுத்துறாங்க அதை இல்லாமல் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உங்களுக்கு ஒரு ஃபுட் பேட்ச் கொடுத்துறாங்க இதுல ட்ரோ முட்டல்ல உள்ள மளிகைப் பொருள் நாற்பத்தி நாலு ஐட்டம் இருக்கும் கடுகு மிளகு சீரகம் வெந்தியம் உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு சிறு பருப்பு அந்த ஒரு நாற்பத்தி நாலு ஆக ஒரு ஃபுல் பேச்சி கொடுத்துருவாங்க சரிங்களா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெளி மாநில உங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா நூறு ரூபாய்தாங்க அதிகம் அடுத்த அதர் சரிங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் இன்கம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்த போகிறேன் ரெஃபரல் இன்கம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து ரெஃபர் பண்ணது மூலமாக இன்கம் வாங்கப்போதான் டீம் ரெஃபரல் இன்கம் நம்ம டீம் ரெஃபர் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும் தகுடப் இன்கம் ஸ்பெஷல் இன்கம் வீக் பர்ச்சஸ் இன்கம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ரெஃபரல் இன்கம் எப்படின்னு பார்ப்போம் இப்போ யூங்கிறது ஒருத்தர் அவர் லெஃப்ட் சைடு ஒருத்தரையும் ரைட் சைடு ஒருத்தரையும் கொண்டு வந்துடுற ஹண்ட்ரட் பாயிண்ட் வலியுல கொண்டு வந்தாருன்னா அவருக்கு வாரம் ஆயரூபா கிடைக்கும் ரூ சிக் பாயிண்ட் வெளியூலில் கொண்டு வந்தாருன்னா அறுநூறுவா அந்த வாரத்தில் அதுக்கு கிடைக்கும் இது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டரை பேருக்கு கீழே ஒரு டைல் இறங்கணும் அப்போ இன்கம் வரும் இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு இந்த ஒரு டைல் உங்களுக்கு இன்கம் வந்ததுக்கப்புறம் அதை கண்டினியூ ஆகிடும் அடுத்தடுத்த வாரத்தில் டீம் ரெஃபரல் இன்கம் இப்போ யூங்கிறது நீங்கள் லெஃப்ட் சைடு ஒருத்தரை ரைட் சைடு ஒருத்தரே ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அவங்க அவங்களுக்கு கீழே பத்து பத்து பேரை கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அப்போ ஆயிரம் ஆயிரம் பாயிண்ட் வேல்யூ தௌசண்ட் தௌசண்ட் பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் சரிங்களா இதுவே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி பாயிண்ட் வேல்யூ ஆகுறதாக்கா ஆறாயிரம் கிடைக்கும் டவலப் இன்கம் எட்டு பேருங்க எட்டு பேரை நீங்கள் வந்து சிங்கிள் ஐடியில் போட்டிங்கன்னாக்க லெஃப்டில் நாலு பேர் ரைட்டில் நாலு பேர் சரிங்களா ஹண்ட்ரட் பாயிண்ட் இல்லை உங்களுக்கு கிடைக்க போகிறது நாலாயிரம் ரூபா இது சிங்கிள் ஐடியில் இதுவே மூணு ஐடியில் பார்த்தீங்கன்னாக்க யூ ஒன் யூ டூ யூ மூணு ஐடி நீங்கள் போட்டுக்கிறீங்க இந்த ரெண்டாவது ஐடிக்கு கீழே லெஃப்டில் இருந்து பேர் ரைட்டில் ரெண்டு பேர் மூணாவது ஐடிக்கும் கீழே லெஃப்டில் இருந்து பேர் ரைட்டில் ரெண்டு பேர் இப்படி நீங்கள் போடுவதன் மூலமாக ரெண்டாவது ஐடிக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் மூணாவது ஐடிக்கு உங்களுக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் மேலே உள்ள டாப் ஐடிக்கு ஐயாயிரம் கிடைக்கும் அந்த வாரத்தில் உங்களுக்கு டோட்டல் இன்கம் ஒம்பதாயிரூவா கிடைக்கும் சரிங்களா இது உங்களுக்கு ஏழு ஐடி போட்டிங்கன்னா யூ ஒன் யூ டூ யூ த்ரீ யூ ஃபோர் நீங்கள் ஏழு ஐடி போட்டிங்கன்னா அதே எட்டு பேர் தான் இந்த U4 ஃபோருக்கு கீழே லெஃப்ட் ரைட்டில் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் மேச் ஒரு பேர் மேட்சாதுல்ல யூ ஃபைவ்க்கு கீழே லெஃப்ட்டு ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் யூ சிக்ஸுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் யூ செவனுக்கு கீழே லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் இப்போ யூ செவனுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் யூ சிக்ஸுக்கு ஆயிரருவா கிடைக்கும் யூ ஃபைவ்க்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் யூ ஃபோருக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் யூ டூக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்கும் யூ த்ரீக்கு மூவாயிரம் கிடைக்கும் மேலே இருக்கிற யூ ஒன்னுக்கு ஏழாயிரம் கிடைக்கும் உங்களுக்கு டோட்டல் இன்கம் இன்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபா இந்த அந்த கிடைக்கும் இது சாத்தியமானாக்கா கண்டிப்பாக சாத்தியம் பேர் பேருக்கு கொடுத்துருக்காங்க கேரி பார்வ்டு சிஸ்டம் எந்த கம்பெனியுமே இல்லாதது இப்போ ஆம்பே எடுத்துங்க வெஸ்டேஜ் எடுத்துக்கங்க எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரை ஜாயின் பண்ணணுன்னா ரெண்டு பேர் பேர் மேட்ச்சாகணும் இந்த வீட்டில் இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை கம்பெனியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் எங்கள் கம்பெனியில் நீங்கள் உழைக்கிற உழைப்பு வீணாக கூடாதுங்கிறதுனால தான் இந்த கேரி பார்வ்டு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இவங்கிறது நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு முப்பது பேர் ரைட் சைடில் ஒரு பத்து பேர் தான் வந்துருக்காங்க இப்போ பத்து பத்து ஃபேர் மேடச்சிக்கி உங்களுக்கு பத்தாயிரரூவா கிடைச்சிரும் பாக்கி இருபது பேர் வந்து உங்களுக்கு ஹேரி பர்வ் சிஸ்டம்கெலாம் இருப்பாங்க அடுத்த இது பார்த்தீங்கன்னாக்க ரைட்டில் ஒரு அஞ்சு பேர் சேர்த்துருக்கீங்க இது லெஃப்டில் வந்து இது லெஃப்டில் அஞ்சு பேரும் ரைட்டில் இருபது பேர் சேர்த்துருக்கீங்க அப்போ ரைட்டில் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க லெஃப்டில் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ரைட்டில் இருபது பேர் இருப்பாங்க அப்போ இருபது இருபது பேர் வச்சுக்க உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் சரிங்களா கம்மியாக லைஃப் டைம் இன்கம் ஜெனரேஷன் இன்கம் நீங்கள் எட்டு வாரத்துக்கு அப்புறம் உங்களை டீம் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னாக்க ஐநூற்றி பத்து மெம்பர் இருப்பாங்க எட்டு வாரத்துக்கு அப்புறம் இப்போ இவங்கிறது நீங்கள் சிங்கிள் ஐடி இருபது இருபதுனாக்கா இருபதாயிரம் கிடைக்கும் நாற்பது நாற்பது பேர்னாக்கா நாற்பதாயிரூவா கிடைக்கும் யூங்கிறது நீங்கள் சிங்கிள் அடியில் முப்பது முப்பது பேருனாக்கா முப்பதாயிரரூபா கிடைக்கும் அறுபது அறுபது பேர்னா அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் இது கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும் சரிங்களா டீம் ஆஃபர் அதாவது ஒவ்வொரு டீம் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இத்தனை பீமி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் அவார்டு அங்கே மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அது உங்களுக்கு டைமண்ட் டேரக்டர் அவார்டு டபுள் டைமண்ட் டேரக்டர் அவார்டு த்ரீ டைமண்ட் டைரெக்டர் அவார்டு ப்ரெசன்ட் டைம டைரக்ட் அவார்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அதை இல்லாமல் டொமஸ்டிக் டூரு அண்டு ரீடொமஸ்டிக் டூர் வந்து ஃபாரின் டூர் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க சரிங்களா அடுத்தது ரீ பர்ச்சஸ் இன்கம் இப்போ கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்கமாக தாராங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குங்கிறதோ ஒரு சின்ன கால்குலேஷன் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ஐடி போட்டிருக்கீங்க உங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் இருக்காங்க லெஃப்ட்லேயும் சரிங்களா ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரம் பேர் இருக்காங்களா மொத்தம் மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அறுபது அறுபது லட்சம் ரூபா ஆவரேஜா வந்து ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க நாற்பது பெர்சன்டேஜ்னால எவ்வளோ இருந்துச்சு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன் கம் கம்பெனி கொடுத்துருச்சுன்னா முப்பத்தாறாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாயில் உங்களுக்கு முப்பத்தாறாயிரரூவா பே அவுட் பண்ணுவாங்க இதுவே பார்த்தீங்கன்னாக்க மூணு ஐடி போட்டிருந்தீங்கனாக்க அதே பத்தாயிரம் பத்தாயிரம்தான் மெம்பரு மூவாயிரம் மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது யூடியூபில் வந்து முப்பது லட்சம் யூ த்ரீயில வந்து முப்பது லட்சம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் சரிங்களா உங்களுக்கு கிடைக்கிறது பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் கிடைக்கும் அடுத்தது யூ ஒன்னில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் அறுபது லட்சரூவா பெனிஃபிட் பிஸ்னஸ் ஆகியிருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தாக்கா இருபத்தி லட்சம் ரூபா சரிங்களா உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னாக்கா எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா சரிங்களா இதெல்லாம் சாத்தியமானு இல்லைங்களா கண்டிப்பா சாத்தியங்க இப்ப மூணாவது வருஷம் அனுவர்சரி வர்றபோது அந்த அனுவர்சரியில ரீபர்ச்சேசிங் தான் கண்டிப்பாக போகறாங்க இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாத்தியமா நடக்கும் அடுத்தது அசஸ்ஸோட விஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஆக்களையும் இதுதான் எல்லா நம்ம இதில் தவிர வேலை யாரும் லீஸ்ட்டு ப்ரைஸில் எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயம்லாம் வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வசதி இல்லாததும் கூட இதை பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க டோர் டேவிலிருந்து எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சிட்ருக்காங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஹோம் வெஹிக்கிளில் டெலிவரி பண்ணணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கும்மிடி பூண்டியில் ஹோம் டெலிவரிக்கு ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்குதுங்க ஏன்னா டெய்லி இருந்து உங்களுக்கு கிராசர் கெட்டு கும்மன் கேர் கெட்டு ரெண்டு டெய்லி போயிட்ருக்குது அதனால் அதுக்கு ஒரு வெஹிக்கிள் மட்டும் டெய்லி உங்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு ஆப்லைன் ஷாப்பு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்குற ஒரு குறிக்கோள்ல வச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது இது தாங்க எங்க எம்டி சாரும் சிஓ சாரும் தங்களுடைய இரு அனுபவத்தை வச்சு அவங்க கொண்டு வர ஒரு பெஸ்ட் திட்டம் என்னன்னாக்க எல்லா ப்ராசஸும் ஒரே ஆப்ல கொண்டு வரணும் அதாவது நீங்க உதாரணத்துக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஒரு ஆப்புக்கு போகணும் பைசு ஒரு ஆப்புக்கு தேடணும் இதுக்கு பிளைட் டிக்கெட் வாங்கணுமா ஒரு ஆப்பு தேடணும் உங்களுக்கு சினிமாவும் போகணுமா ஒரு ஆப்பை தேடணும் யாருக்காவது பணம் அனுப்பணுமா ஒரு ஆப்பை தேடணும் இது எல்லாமே ஒரே ஆப்ல இருந்தால் எவ்வளவு நமக்கு வசதியாக இருக்கும் நினச்சி பாருங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல எங்கள் ஆப்ல நட சாத்தியத்துக்கு வரும் நடை வரும்போது நீங்கள் எல்லாருமே எங்கள் கம்பியில சேர்றதுக்கு போட்டு போட்டுட்டு வருவீங்க அதனால இந்த வீடியோ பாத்துறவங்க எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியுமோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யார்கிட்டையாக இருந்தாலும் சரி தேடி போய் நீங்களாகவே ஜாயின் பண்ணிடுங்க கூடிய சீக்கிரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்கள்லாம் சீனியார்டிகளை ரொம்ப பெனிஃபிட்டாக எழுதிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா எங்களுடைய ஃபேஸ்புக்கு ஐடிங்க அசோசெண்டா டாட் காம் இதை ஒழுங்கு டீடைல் சிஓ சாரோட டீடைல் அது இல்லாமல் எத்தனை ஈடி இருக்காங்க எத்தனை சிடி எத்தனை ஈடி இருக்காங்க எத்தனை சிஇடி இருக்காங்க எல்லா டீட்டெயிலும் இருக்கும் எத்தனை மெம்பர்ஷிப் நம்ம இருக்காங்க ஆள் டீட்டெயில் வந்துட்டு நமக்கு இந்த ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்தது அவார்டன் ரெக்கக்னைசேஷன் இது வந்து அசிஸ்டியாவுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு என்னென்னா ப்ரெசண்ட் டைமெண்ட் டேரக்டரு டைமெண்ட் டேரெக்ட்ரு டபுள் டைமெண்ட் டேரெக்ட்ரு ட்ரிபிள் டைமெண்ட் டேரக்டர் இந்த மாதிரி விஜய் டிவி கூட இந்தமாரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை உட்கார வச்சு நண்டுகளில் நம்மளை மேடையில் ஏற்றி அவார்டு கொடுப்பாங்க பாருங்க அதை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க இதில் இடையில் அவார்டோடு இருக்கிறவங்க எல்லாமே எங்கள் தமிழோட பில்லர்ஸ் ஃபவுண்ட் டேரெக்டர் நல்ல பேரும் ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எம்டி சார் ஏபி செந்தில்குமார் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்க இங்கே சிஓஓ பாபு சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டேன் அவார்டு ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ தான் இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நம்மளும் இந்த ஒரு அவார்டில் இருந்தோம்னாக்கா எப்படி இருக்குன்னு நினச்சிப்பா நெக்ஸ்ட் ஃப்ரீ டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் டூருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டூர் போயிட்டு போயிருந்தாங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா நீங்களும் இந்த மேலே ஒரு டூரில் போகணுமா கண்டிப்பாக எங்கள் அசன்சியாவில் ஜாயின் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த டூர் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கம்மியில் இது வரைக்கும் ஒரு லட்சத்து ஏழாயிரம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றரை லட்ச ரூபாய் தாண்டி இருக்கலாம் அதனால்தான் ப்ளஸ்னு போட்டிருக்காங்க அடுத்தது பேவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு கோடி ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் இதுக்காக நாங்கள் அக்ரூட்டாக சொல்ல முடியாது சார் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதேமாதிரி ஏனர் குரோர்பதி அதாவது கோடி ஏழு பேரும் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒம்பது பேர் கோடி சோழர்கள் ஆகியிருக்காங்க கார் பண்ணவங்க வந்துட்டு முப்பது ப்ளஸ்னு போட்டிருக்காங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது சரிங்களா அதனால தான் எல்லாத்தையுமே இது ப்ளஸ் ஏற்பட்டிருக்காங்க டைமண்ட் டேரெக்டர்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்கவுண்டபிள் ஏன்னாக்கா சிங்க டைமண்ட் டேரக்டர் டபுள் டைமண்ட் ட்ரிபிள் டைமெண்ட் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால அதெல்லாம் கவுண்டிங் பண்ணவே முடியாது ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு எங்க மேலே இருக்குது கம்யூனிகேஷன் மெத்தடு வந்து நாங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம்னாக்கா சூ மீட்டிங் பண்றோம் ஹோம் மீட்டிங் பண்ணுறோம் ஆஃபீஸ் மீட்டிங் பண்ணுறோம் சோசியல் மீடியாவச்சு ரெஃபர் பண்ணுறோம் இவ்வளோ வகை இத்தனை வகையான இதுலேயும் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களோட ஷூ மீட்டிங்கில் கலந்துக்குங்க ஏன்னா இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ ஹோம் மீட்டிங்கோ ஆஃபீஸ் மீட்டிங்கோ போடுறதுக்கு சாத்தியம் இல்லை சோசியல் மீடியாவில் நாங்கள் ரெஃபர் பண்ணுங்க ஆடு போட்டுக்கிட்டுருக்கோம் ஷூ மீட்டிங்கும் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் ஆர்டர் பார்த்துட்டு தயவு செய்து ஷூ மீட்டிங் அட்டன் பண்ணுங்க ஷூ மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா தான் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி தெரியும் ஷூ மீட்டிங் அட்டன் பண்ணிங்கனாக்க இன்னும் உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க ஷூ மீட்டிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த தமிழில் ஜாயின் பண்ணாமல் போக மாட்டிங்க அதனால தான் சொல்கிறோம் ஷோ மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு யூஆர் தான் ஒன் ஸ்டெப் ஆகிய அப்புறம்தான் totally different life நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கனாக்கா உங்கள் டோட்டல் லைஃப்பை மாறிடுங்க நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க மூ டூ ஒர்க் ட்ரீ உங்கள் கனவை நோக்கி நகருங்க நீங்கள் டிசைட் பண்ணி உங்கள் கனவை நோக்கி நகர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான வாழ்க்கை சூப்பரான வீடு ஒரு லக்ஸரியான காரு லக்ஸரியான ஆஃபீஸில் நீங்கள் நீங்கள் எப்படி இதெல்லாம் நினச்சி பாருங்கள் கனவு காலங்கள் கண்டிப்பாக இவங்க சேருங்க உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் உங்கள் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் மாறும் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லாமல் என்னை ட்ரிஸ்ட் போட்டுறதுக்கிட்ட நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி எங்களோட ஒரு ரெண்டு மூணு மாதம் உழைச்சிங்களா நிச்சயமாக உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுன்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்